அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளும் அவங்களுடைய குணங்களை பத்தி பார்க்க போறோம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் யாரு எந்த சித்தரை வழிபட்டா இவங்களுக்கு மேன்மை கிடைக்கும் ஒரு மன நிம்மதி ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க கண்டிப்பா இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பாக்கலாம் இப்ப மேஷ ராசியில வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதன்மையான ராசியும் மேஷ ராசி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதன்மையா வரக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் ஆனா முத முதல்ல பாத்தீங்கன்னா இவங்க விநாயகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இதெல்லாம் கேதுஓடைய நட்சத்திரங்கள் ஆனா மேஷ ராசியில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை பத்திதான் இருக்கோம் நட்சத்திரம் அப்படின்றத உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு தான் இந்த மூணு நட்சத்திரமும் இப்ப மேஷ ராசியும் நம்ம எடுத்துக்கலாம் மேஷ லக்கணத்தையும் எடுத்துக்கலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை மெயினா நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா மேஷ ராசியில பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை அதனால இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பாக்குறோம் அடுத்தது மேஷ லக்கணம் இருக்கு இல்லைங்களா நீங்க எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்தை மேஷ லக்கணம் போட்டிருக்கான்னு பாருங்க அந்த லக்கணம் வந்து அஸ்வினில உக்காந்த எண்ண பலன் அதற்குண்டான குணங்களும் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பலன்களையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போல்டுன்னு சொல்லாங்க தைரியசாலின்னு சொல்லலாம் ஏன்னா மேஷ வீடுன்றது செவ்வாயுடைய வீடு ஆனால் துணிச்சல் சாதுரியத்தனம் சிந்தனை இது எல்லாமே இருக்குங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க மனவேதனைகள் மன இயல்பாவே உங்களுக்கு இருக்குங்க ஏன் பார்த்தீங்கன்னா கேதுஓட நட்சத்திரம் இல்லைங்களா அதெல்லாம் முதல் முதல்ல வரக்கூடிய இவங்க பிறப்பு பிறக்கும் போது வரக்கூடிய திசை வந்து பாத்தீங்கன்னா கேது திசை நடக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுக்கர திசை நடக்கும் அப்ப இவங்க சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க அப்போ படிப்பாங்க நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க தாய் தகப்பனுக்கு இவங்களால ஒரு யோகத்தை கொடுக்கும் குடும்பத்துக்கே ஒரு யோகத்தை கொடுக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தையாவது கொடுக்கும் அட்லீஸ்ட் இவங்க பிறந்த ஒரு சந்தோஷம் ஒரு மனமகிழ்ச்சி அப்படின்றத அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்குமே இருக்குங்க செல்வ செழிப்புன்னு எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கர திசை வச்சுதான் நான் சொல்றேன் ஆனா இந்த மேஷ ராசிக்கு சுக்கரன் எங்க உக்காண்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இருந்தாலும் இது பொதுப்பலா நான் சொல்றேன் இருந்தாலும் இதே வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி பொருந்தும் ஏன்னா மேஷ ராசிக்கு இரண்டாம்ன்றது தனஸ்தானாதிபதி இல்லைங்களா சுக்ரன் தனகாரகன் இல்லைங்களா அந்த தனகாரங்களுடைய தசையே நடக்கும்போது இவங்க சிறு பிள்ளையா இருக்கும் இவங்களுக்கு அதை பலன் தராது இவங்க படிப்புக்கு இதுக்கு மட்டுந்தான் இவங்களுக்கு பலன் தரும் இவங்க குடும்பத்தை ஒரு மேன்மையை கொண்டு வரும் குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நிலமாவது வாங்குவாங்க அவங்க நகைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த பிள்ளைகள் பிறந்த வாட்டி அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அந்த வீட்டுல பிறக்கும் இந்த செல்வ செழிப்பும் ஏற்படும் இடம் வாங்காதவங்க கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு இடமாவது கிடைக்கும் இல்ல பூர்வீக சொத்து அவங்களுக்கு அந்த டைம்ல வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இவங்க பெற்றோர்களுக்கு இயல்பாவே இருக்குங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குணங்கள்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குணம் எதா இருந்தாலும் ஓப்பனா பேசணும் எந்த விஷயமா இருந்தாலும் மறைக்க கூடாது மறைவுன்றது நம்ம கிட்ட இருக்க கூடாது எதுனாலும் போல்டா நம்ம பேசணும் அந்த துணிச்சல் இந்த தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இயல்பாவே இருக்கு அது ஸ்பீடா தான் செய்வாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஃபாஸ்டா பண்ணுவாங்க பாஸ்டா செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஸ்லோவா பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய லக்கணத்தை பாருங்க ஒன்னு கன்னி லக்கணமா இருக்கும் இல்ல ரிஷப லக்கணமா இருக்கும் அவங்களா பொறுத்திருந்து பொறுமையா பண்ணுவாங்க ஆனா மேஷ ராசிக்காரங்க மேஷ மேஷ லக்கணக்காரங்களா இருந்தா இது கண்டிப்பா நூறு சதவீதம் பொருந்தும் உங்க ஜாதகத்தை அதனாலதான் எடுத்து பாருங்க அப்படின்றது நான் சொல்றேன் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணக்காரங்களுக்கும் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப மேஷ ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இது குணங்கள் பொருந்தும் அந்த லக்கண புள்ளி வந்து அஸ்வினியில உக்காந்தாலும் இது பொருந்தும் அதனால மிகப்பெரிய ஒரு வேகம் ஒரு சுறுசுறுப்பு ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே அஸ்வினி கிட்ட இருக்குங்க இயல்பாவே இருக்கும் ஏன்னா முதன்மையான நட்சத்திரம் ஆனா வாழ்க்கையில அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க மன வேதனைகள் மன கண்டிப்பா இது ஏற்படுங்க ஏன்னா மேஷ வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி பதினொன்னு கூடி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாதகாதிபதி அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாவே வந்து உங்களுக்கு பதினொன்னு கோடி அதிபதியா இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை குறிக்குது லாபத்தை குறிக்குது அதாவது நல்லா உழைப்பீங்க கடினமா உழைப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் கையில தங்காது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் கண்டிப்பா இருக்கும் உங்க வளைஃப்ல அதே மாதிரி மூத்த சகோதர ஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுவா இல்லை உங்களுக்கு மூத்தவர்கள் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அக்காவோ அண்ணனோ இருந்தாக்கா அவங்களால ஒன்னும் பெருசா ஒரு இருக்காது ஒரு சின்ன லெவல் தான் அது மேரேஜ் வரைக்கும் தான் அவங்கவுங்க திருமணம் நடந்து முடிஞ்சுட்டு அவங்க உங்க ஒர்க்கை தான் அவங்க பாப்பாங்க தவிர உங்களை எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களோட ஜாதக இயல்புங்க மேஷ ராசி அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தும் ஆனா லக்கண புள்ளியும் நீங்க கண்டிப்பா பாக்கணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரசு தொடர்பு வந்து உங்களுக்கு ஏற்படும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ வீடு வந்து செவ்வாய் உண்டான அதிபதி கண்டிப்பா வந்து அரசு தொடர்பு உண்டு அதுல சூரியன் அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமடைகிறாரு அதனால கண்டிப்பா வந்து அரசாங்கத்தோட தொடர்பும் அதுக்கு உண்டான ஒரு வேலைகளை தான் நீங்க செய்யணும் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல போலீஸ்ல இருக்கிறவங்க அது ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கலாம் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிலிடரி மேனா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல நீங்க அந்த விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஜாதகப்படி சூரியனும் செவ்வாயும் நல்ல இடத்துல உக்காந்துருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்க போலாம் அரசு துறைக்கும் நீங்க போலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா மிலிட்ரி மேனா ஆகலாம் போலீஸா இருக்கலாம் ஃபயர் சர்வீஸ்ல கூட ஒர்க் பண்ணலாம் இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்க ஜாதகம் பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா செவ்வாய் எங்க இருக்காரு சூரியன் எங்க இருக்காரு பத்துக்குடவன் எப்படி இருக்கான் வலுவா இருக்கா அப்படியா இல்லையா அப்படின்றத உங்க ஜாதகம் பார்க்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்பர் இருக்கு கண்டிப்பா அதை கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பார்த்து சொல்றேன் ஆனா அரசாங்கத்தோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளோட தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் நீங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அதாவது உங்களுடைய ஜாதகத்துல மேஷ ராசியா இருக்கலாம் மேஷ லக்கணக்காரங்களா இருக்கலாம் அந்த லக்கண புள்ளி அஸ்வினி நட்சத்திரமா இருந்து இல்ல உங்களுக்கு நட்சத்திரமே ஒரு சந்திரன் இடமே வந்து அஸ்வினியா இருந்து அந்த லக்கணம் புள்ளியில இருந்து பாக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் உச்ச உச்சமோ இல்ல ஆட்சியிலோ இருக்கும் போது கண்டிப்பா வந்து அரசியல்வாதிகளோட தொடர்பு கண்டிப்பா ஏற்படுங்க கண்டிப்பா ஏற்படும் நீங்களும்லமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த தொடர்பும் இருக்கும் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுவீங்க அந்த ஏரியால கடினமா உழைப்பு கொடுப்பீங்க உங்களோட எஃபர்ட் வந்து அதிகமா இருக்கும் சேவை செய்வீங்க கண்டிப்பா சேவை மனப்பான்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி வந்து நட்சத்திரம் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே ஆனா அது பாத்தீங்கன்னா உங்க தந்தை வந்து சிறப்பா இருக்காது உங்க அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்க தந்தைக்கும் அதிகமா வாக்குவாதங்கள் ஏற்படும் அதற்குண்டான விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்திலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அப்பா வழி உறவு வந்து கெட்டு போயிருக்கும் அதாவது அத்தைகளோ உங்க அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கோடைய அத்தைகளை பத்தி சொல்றேன் அப்பாவலியில வரக்கூடிய அத்தைகள் பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது நீங்கள் சுயமாக தான் நீங்கள் எந்திரிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்றது தான் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சாதிச்சுடுவீங்க நம்ம சாதிக்கணும் ஏதோ ஒரு கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க நீங்கள் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குங்க கண்டிப்பாக உங்களோட விடாமுயற்சி தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் லைஃப்பில் அதனால் இதை மறந்துட வேணாம் உங்களுக்கு உண்டான சித்திரளை பத்தி சொல்றேன் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க குறிச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய குறிச்சிட்டு அடிக்கடி நான் எந்த நாள் சொல்றேன்னா போய் அந்த சித்திரைப்பை பாத்துட்டு வாங்க சரிங்களா இப்ப அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா குதிரை நம்ம மெயினா நம்ம உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியத வந்து குதிரை தான் அந்த குதிரைக்கு வந்து நீங்க கொள்ளு வாங்கி கொடுக்கறது பாருங்க பள்ளி கூட உச்சு கொட்டுது இந்த கொள்ளு கொள்ளு வாங்கி கொடுக்கறது தீவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா குதிரைக்கு கொடுக்கூடிய தீவனங்கள் அதுக்கு என்ன பிடிக்குதோ அது என்ன சாப்பிடுமோ அது வந்து நீங்க வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு ரொம்ப வசதியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குதிரை வாங்கி வச்சா ரொம்ப நல்லது வீட்டுல அடுத்தது வந்து ஒரு குதிரையில வந்து ஒரு சவாரி போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இந்த குதிரைக்கு உண்டான போட்டோ வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் போட்டோ கூட எடுத்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் லேமினேஷன் பண்ணி அடுத்து உங்க வீட்டுல நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது கரெக்டா ஒரு ஏழு குதிரை இருக்கிற மாதிரி நீங்க எந்திரிச்சு பாக்குற மாதிரி நீங்க அன்றாட பயன்படுத்தும் போது இந்த குதிரையோட போட்டோவை பார்த்துட்டு நீங்க எந்திரிக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தோம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதாவது தொழிலாகட்டும் உங்க வேலை ஆகட்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல பொஷிஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை மட்டும் எப்படி இருக்குன்னு நீங்கள் டிப்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அந்த போட்டோ மட்டும் நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்க தெரியற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியற மாதிரி வச்சுக்கோங்க அது வெள்ளை குதிரையா இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டா ஏன்னா சந்திரன் இல்லையா வெள்ளைனா உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா மேஷ வீடு என்ன செவ்வாய் இல்லைங்களா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால வெள்ளை குதிரை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால அத மறந்துடாதீங்க அதனால அந்த போட்டோவும் நீங்க வைங்க குதிரை எங்கயாவது பாத்தீங்கன்னா அதுக்கு தீவனம் ஏதாவது வாங்கி கொடுங்க அது உங்க மேன்மையை குடுக்கும் அது எப்பங்க குடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திர தன்னைக்கு நீங்க குடுக்கணும் அது விசேஷமானது அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாசம் வரக்கூடியதோ அந்த பஞ்சாங்கத்துல பாத்தா தான் தெரியும் ஒண்ணு ஜோதிடக்காரங்களை பாருங்க இல்லையே எங்கிட்ட பேசணும்னா கூட கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க அதுல வந்து மாதத்திற்கு வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை அப்ப நீங்க அது போய் கொடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையும் தொழில ஒரு மேன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் கட்டாயம் கொடுக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்துல வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு எட்டி மரம் இருக்கு இல்லைங்களா அந்த எட்டி வந்து நர்சரி கார்டன்ல வாங்கிக்கோங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும் அந்த எட்டி வந்து ஒண்ணு ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ இல்ல உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு அருகாம சும்மா ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல போய் நீங்க ஒரு அந்த செடிய வந்து நட்டுட்டு வாங்க அந்த நட்டுட்டு அது வந்து அதுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு அதை பராமரிச்சுட்டே வாங்க அது நல்ல ஒரு வளரும் போது ஓரளவுக்கு நல்லா வளரும் போதே நீங்க உங்களோட வளர்ச்சி நல்லா தெரியும் கண்டிப்பா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸும் நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு நீங்க உயர்ந்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மரமே வந்து எட்டி தான் அந்த எட்டி மரத்தை நட்டுவைங்க அஸ்வினித்திர சேலத்தில் உள்ள கஞ்சமலையில் அந்த சித்தர் இருக்காரு வழிபடலாம் அம்மாவாசை பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது வந்து வழிபட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் சப்போஸ் வர முடியாதவங்க அப்படின்னா அந்த போட்டோ வச்சு வீட்டுல வழிபட்டு ஒரு நெய்தீபம் ஏத்தி வழிபட்டீங்கன்னா போதுமானது அந்த சித்தருடைய போட்டோ இருந்தா போதும் நீங்க நெட்லயே கூட எடுத்துக்கலாம் நிறைய காளங்கிநாத சித்தர்னு போட்டீங்கன்னா நெட்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது ஒரு லேமினேஷன் மாதிரி பண்ணிட்டு நீங்க வீட்டுலயே வந்து நெய்தீபம் ஏத்திட்டு அந்த சித்திரை வந்து வழிபடும் போதே ஏன்னா அஸ்வினிக்கு வந்து காளாங்கி சித்தர் சொன்னேன் இல்லைங்களா அது வழிபடும் போதே அடுத்த கட்டத்துக்கு அது கூட்டிகிட்டு போயிடுவாரு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் மனதாரம் நீங்க நினைக்கிறீங்களோ செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல முட்டுக்கட்டையா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் சரிஞ்சு போறேன் ஒரு படி பத்து படி ஏறேன் அஞ்சு படி நான் இறங்குறேன் ஏற இறங்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டம் எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த சித்தரை வந்து வழிபடுங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மேன்மையை கொடுக்கும் உங்க குடும்பத்தை வந்து ஒற்றுமையை கொடுக்கும் அதே சமயம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு ஒரு வாழ்க்கைய வந்து நீங்க வாழக்கூடிய கட்டம் வரும் இதெல்லாம் வந்து இந்த சித்தர்களை வழிபடும் போது கண்டிப்பா வந்து மன அமைதி கிடைக்கும் அது மூலியமா நீங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க கண்டிப்பா வந்து ஆன்மீக லைன்ல கண்டிப்பா நீங்க வரணும்னு இருக்குதுங்க கண்டிப்பா நீங்க ஆன்மீக லைன்ல வருவீங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு முக்கியம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் காளாகிநாதர் சித்தரையும் கும்பிடுங்க குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அந்த சித்தர் அந்த குலதெய்வத்தோடைய சித்தர்கள் கொடுத்த அந்த குலதெய்வத்தோடைய மந்திரத்தை வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் அவசியம் பண்ணணும் ப்ளஸ் வந்து காளாங்கிநாதர் சித்தரையும் நீங்கள் வழிபடணும் சரிங்களா அமோகமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த பிளாக்லேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த குதிரையை மறந்துடாதீங்க எட்டி மரத்தை மறந்துடாதீங்க கும்பிடுங்க அடுத்தது வழிபம் தெய்வம் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவேன் எனர்ஜி ஹீலிங் தரப்பை கண்டிப்பா பாருங்க subscribe பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்